ண நம்ம எந்த சுழற்சியில் இருக்கிறோம் புவியீர்ப்பு விசை அப்படின்னு கூடிய ஒரு மெயினான ஒரு சுழற்சியில் இருக்கிறோம் இந்த புவியுள்ளி தவ பயிற்சி ஒரு கட்டுக்குள் வரும்போது ஆன்ம பிரகாசம் ஒரு காலகட்டத்தின் மேல என்ன இங்கேயே இறந்துட்டு இருக்கும் புது புது பாடி எடுத்துக்கிட்டே இருக்கும் முக்தி நிலை என்பது கிடைக்காது ஆனா இதுவே எப்போ ஒரு மனிதனாகப்பட்டவன் பயிற்சியோ தியான பயிற்சியோ இல்லாம புரிதையோடு ஏற்படுவதற்காக இந்த ஒரு அற்புதமான அருமையான பயிற்சி